வணக்கம் விய வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் மாவட்டத்திலிருந்துங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே டாப் அண்ட் பாட்டமில் சரிபார்டர் இருக்கக்கூடிய சாஃப்ட் Silk சாரீஸ் collections தாங்க இது எல்லாமே ஹேண்ட்லூம் மேடுங்க பியூர் சாஃப்ட் சில்க் சேரீஸ் கம்பிங் Silk Mark சாட்டிஃபைடுங்க ஒர்க் அண்ட் வெர் ரெண்டு போர்ஷன்லையுமே பியூர் சில்க் வச்சு மேக் பண்ணியிருக்கிறனால கண்டிப்பாக சில்க் மார்க் லேபிள் அட்டாச் பண்ணி தருங்க அது மட்டும் இல்லாமல் மேக் பண்ண சாஃப்ட் சில்க் சாரீஸுங்க லைட் வெயிட் சாரீஸ் ஃபோர் ஃபிஃப்டி சிக்ஸ் சாரீ கோடுங்க ஃபஸ்ட்டு சாரியுடைய கலர் பல்லுவன் ப்ளவுஸ் ஆல்கே கிரீன் லெய்ம் body of the shari. pink and orange mix pink is orange, பாடி மோட்டிவ் கோல்வர் லெத் பாத்தீங்கன்னா கண்டிப்பா இருக்கும் very very lightweight சாரி ஃபோர் ஃபைவ் செவன் சாரீ கோடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் கிரே டோன் வருதுங்க பாடி ஆஃப் தி ஸாரி பிங்க் கலர் டாப் அண்ட் பாட்டமில் ஜரி பார்டர் வந்துடுதுங்க எல்லா சாரீக்குமே பிளைன் ப்ளவுஸ்னால் வருதுங்க பிளவுஸ் போர்ஷன்லேயுமே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சரி பார்டர் மாதிரி வந்துடும் ஃபோர் ஃபிஃப்டி எயிட் சாரீ கோட் பல்லுவன் பிளவுஸ் பிங்க் கலர்லேயும் பாடி ஆஃப் தி ஸேரீ நேவி ப்ளூ டோன்லையும் இருக்குதுங்க ஃபோர் ஃபைவ் எயிட் சாரீ கோடுங்க புக்கிங் பொறுத்த வரைக்கும் வாட்ஸ்அப்பில் தாங்க நீங்க பண்ண வேண்டியது சாரியுடைய கோடை எங்களுக்கு WhatsApp பண்ணுங்க WhatsApp பண்ண வேண்டிய நம்பர் நைன் ஜீரோ ஃபோர் இந்த நம்பருக்கு நீங்க WhatsApp பண்ணி Book பண்ணுங்கன்னு மெசேஜ் அனுப்புங்க அவைலபிலிட்டி கேட்டுட்டு புக் பண்ணலான்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா புக் பண்ணுங்கன்னு டேரக்ட் அனுப்புங்கள் நெக்ஸ்ட் ஸேரீ ஃபோர் ஃபைவ் நைன் நேவி ப்ளூ கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரி பர்பிள் கலர்லேயும் இருக்குதுங்க 459 ஃபைவ் நைன் சாரீ கோட் இந்த வீடியோவில் ஷோ பண்ணுற சாரீஸ் உடைய பிரைஸ் செக்மெண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் ஒன்றும் இல்லைங்க ஆறாயிரூவாய் மட்டுமே ஆறாயிரவாய்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது இன்டர்நேஷனல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குங்க ப்ரீ பேமெண்ட் மோட்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட் பே ஃபோன்பே கூகுள் பேடிஎம் இந்தமாதிரி எந்த ஆப்ஷன் வேணால் யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணலாம் ஃபோர் சிக்ஸ்டி ஸாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரி நேவி ப்ளூ கலர்லேயும் பல்லுவன் ப்ளவுஸ் க்ரீன் கலர்லையும் இருக்குங்க ராமர் கிரீன் பல்லூலில் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் ஜரி ஒர்க் பாடியில் வந்திருக்க மோட்டிவ்ஸ் கோல்டண்ட் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வருதுங்க ஃபோர் சிக்ஸ்டி ஸேரீ கோடுங்க கேஷ் ஆன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த டூ ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் நீங்கள் ஸாரீ புக் பண்ணும்போதே பே பண்ணணுங்க சிஓடி மோட்டில் புக் பண்ணுறவங்க சாரீ ரிசீவ் பண்ணும்போது சிக்ஸ் தௌசண்ட் பே பண்ணிவிட்டு ரிசீவ் பண்ணிக்கணும் இன்டர்நேஷ்னல் ஷிப்மெண்ட்டும் அவைலபிள் இருக்குதுங்க based on the country பேக்கேஜோட வெயிட்டை பொறுத்து ஷிப்மெண்ட்டுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வருதுங்க அதுவும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஃபோர் சிக்ஸ் ஒன் சேரீ கோடுங்க பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ டோன்லேயும் பாடி போர்ஷன் மேங்கோ எல்லோலையும் இருக்குதுங்க எல்லா சாரிக்குமே ப்ளைன் ப்ளவுஸ் தான் எல்லா சாரிக்குமே டசில்ஸ் போட்டே இருக்குங்க ஃபோர் சிக்ஸ் டூ சாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரீ ராணி பிங்க் பல்லுவன் லாவண்டர் கலரில் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் டெஸ்ட் சாரி ஒரு பல்லூல பாடியில் ஆஷ் யூஷுவல் கோல்டில் ஒரு ரோவும் சில்வரில் ஒரு ரோவும் ஆல்டர்னேட்டிவ் ரோஸ் வர மாதிரி மேக் பண்ணியிருக்கு ஃபோர் சிக்ஸ்டி டூ ஸேரீ கொடுங்க ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ ஏதோ டேமேஜாக வந்துச்சுனாவோ நீங்கள் ராங் ப்ராடக்ட் நீங்கள் புக் பண்ணது இல்லாமல் ராங் ப்ராடக்ட் நீங்கள் ரிசீவ் பண்ணாவோ நீங்கள் ரிட்டன் அப்ளை பண்ணலாம் அதுக்காக நீ பண்ண வேண்டியது unboxing வீடியோ மேக் பண்ணுங்க டேமேஜஸ் ஏதோ தெரியற பட்சத்தில் கஸ்டமர் கேர் நம்பருக்கு அனுப்பிச்சு கொடுத்து என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஸேரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீங்க பாடி ஆஃப் தி ஸேரீ காஃபி ப்ரௌன் டோன்லேயும் பல்லூன் ப்ளவுஸ் க்ரீன்லேயோ ஒரு பிஸ்தா க்ரீன் கலரில் இருக்குதுங்க பேஸ்டல் க்ரீன் தான் கோல்டன் சில்வர் ஜரி மோட்டிவ்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வருதுங்க ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சாரீ கோட் பாடி ஆஃப் தி ஸாரி மேங்கோ எல்லோ பல்லுவன் ப்ளவுஸ் நேவி ப்ளூ இதெல்லாம் ஹேண்ட்லூட் அப்படிங்கிறனால யூனிக் பீசஸ் மட்டுமே அவைலபிளுங்க ஸோ வேணுங்கிறவங்க ஆன் டைமில் வாட்ஸ்அப் மூலமாக booking பண்ணிக்கோங்க ஒரு பீஸ் ஒன் ஒவ்வொரு பீஸ் தான் இருக்குங்க ஸோ ஒன் sold out அப்படினா, same piece அகெயின் கிடைக்காதுங்க பர்ச்சேஸ் பண்ணுறது ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் ட்ராகிங் ரிலேட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கஸ்டம கேர் நம்பரில் கால் பண்ணி பேசலாம் கஸ்டமர் கேர் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க மார்னிங் டென் டூ ஈவினிங் சிக்ஸ் வரைக்கும் கஸ்டமர் கேர் நம்பர் அவலைபிள் இருக்காங்க கால்ஸ் பிக் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் சாரி பல்லவன் பிளவுஸ் கிரீன் கலர்லேயும் பாடி ஆஃப் தி சாரி மஜந்தா கலர்லேயும் இருக்குங்க ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் சாரீ கூடுங்க சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ்க்கு ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் ஃப்ரீ இன்டர்நேஷனல் கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குதுங்க சாரி ஏதாவது டேமேஜாக வந்துச்சுன்னா ரீப்ளேஸ் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குதுங்க நெக்ஸ்ட் சாரீ பல்வன் ப்ளவுஸ் பிங்கிஸ் pink color dominant கலர் டாமினட்டாக இருக்கும் பாடி ஆஃப் தி ஸாரி க்ரீன் கலர் கோல்டன் சில்வர் சரி மோட்டிவ் ஸாரீ ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவ் ரோஸில் வருதுங்க லாஸ்டா ஷோ பண்ணுற ஒரு டூ த்ரீ சாரீஸ்க்கு வந்து டசல்ஸ் அவைலபிள் இல்லைங்க ஒரு வேளை ப்ரீ புக்கிங் ஆப்ஷனில் அதாவது பே பண்ணி வாங்குகிற ஆப்ஷனில் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா டசல்ஸ் வேணும் அப்படிங்கிறத அட்ரெஸ் என் பண்ணும்போது சொல்லுங்கள் கண்டிப்பாக டசல்ஸ் போட்டு வச்சு தரோம் இந்த வீடியோவில் பார்க்குற லாஸ்ட் சாரீ பல்லுவன் ப்ளவுஸ் பிங்கிஸ் ஆரஞ்சுலேயும் பாடி பஷ் நேவி ப்ளூ டோன்லையும் இருக்குங்க கோல்டண்ட் சில்வர் ஜேரியில் மோட்டிவ் சாரீ ஃபுல்லாக ஆல்டர்னேட்டிவ் ஹஸில் வருது சேரீ டே கோட் WhatsApp மூலமாக புக்கிங் பண்ணுங்க 9043809562. Description ஃபோர் த்ரீ எயிட் ஸீரோ நைன் ரீட் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே அவைலபிள் இருக்குங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் இந்த மாதிரி சில்க் மார்க் லேபிள் கண்டிப்பாக அட்டேச் பண்ணி தரும் ஏன்னா இது எல்லாமே பியூர் சில்க்குங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்